பெரிய நெருப்பு குண்டலத்தை கட்டுவதற்காக வேண்டி சுற்றி கற்களை வைத்து அதனை படகுகளை கொண்டு வந்து போடும்படியாக நம்ம கட்டளை அதன்படி உள்ள ஜனங்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி எழுப்பதற்காக நெருப்பிலே போடுவதற்காக வேண்டி பெரிய பெரிய கட்டுகளாகத்தானே மரங்களையும் வடகுகளையும் தானே கொண்டு வந்து போடுவார்கள் அப்படி போடக்கூடிய நேரத்தில் சில பெண்கள் நேர்ச்சியாக நேர்ந்து கொள்வார்களாம் என்னுடைய நோய் குணமாகிவிட்டால் இப்ராஹிம் எடுப்பு எரிப்பதற்கு நான் விறகு கொண்டு வந்து போடுவேன் என்பதாக இப்படியெல்லாம் நேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து போட்டார்களாம் போட்டு அதை நெருப்பு உண்டாக்குவதற்காக வேண்டி பெரிய நெருப்பைத்தான் நிறைவேர்த்தார்கள் வளர்த்தான் தன் நெருப்பாக கூடியது பயங்கரமான முறையிலே அந்த நெருப்பு பற்றியது கட்டினால் பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரும் நெருப்பு சுத்தி உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே வெந்து கருகி விட்டது அதே நேரத்தில் அந்த எரியக்கூடிய நெருப்புக்கு மேலான பழக்கக்கூடிய பச்சை தாரங்கள் அந்த நெருப்பினுடைய பயங்கர அந்த வேகத்தினால் அந்த சூட்டினால் அப்படியே எரிந்து கரிந்து கீழே விழுந்து விடுமா இப்படி பயங்கரமாவுடைய அந்த பெரும் எரிந்து கொண்டிருக்கின்றது தான் ஆகக்கூடியவன் நமூ இடத்திலே சொல்லுகின்றான் நமது இப்ராஹிம் நபியை நெருப்பிலே எரிய வேண்டுமே ஆனால் ஒரு பெரிய சக்கரம் செய்து வெள்ளை போன்று அதற்கு விதை உண்டாக்கி அதன் மீது வைத்து நபி இப்ராஹிமை தூக்கி எரிய வேண்டும் அப்பந்தான் அந்த நெருப்பில் அவர்கள் போய் விடுவார்கள் ஏனென்றால் நெருப்பில யாரும் பக்கமாக சென்று அவர்களை கொண்டு போய் போட முடியாது அவ்வளவு பயங்கரமான வெப்பம் பயங்கரமான நெருப்பு ஆகையினால் அந்த இபிலேசினுடைய யோசனைப்படி அப்புறமே ஒரு எந்திரத்தை செய்து நபி இப்ராஹிம் அவர்களை பெரிய சக்கரத்தில் வைத்து கையும் காலையும் வைத்து கெட்டினார்கள் ஆண்டவன் படைக்கப்பட்ட மனிதர்களையும் திண்களையும் தவற மத்துள்ள வானிலோகத்து அமர்வர்களும் வராய்த்துமார்களும் மற்றள்ள ஜீவராட்சிகள் அலகுகின்றது துடிக்கின்றது யார் இறைவா இந்த உலகத்தில் வணங்கக்கூடிய ஒரே மனிதராஜ இப்ராஹிம் அவர்களை பெரும் நெருக்கலே தூக்கி எரிய போகின்றார்களே என்று எல்லா ஜீவன்களும் அலரியடித்துக் கொண்ட ஆண்டவனைத்தான புகழ்கின்றது என்னே இரையோ நபிய அவர்கள் கேட்கின்றார்கள் நீ கிருந்து செய்வாயான அவர்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று உங்களுடைய உதவி இப்ராஹிமுக்கு தேவையாயிருந்தால் நீங்களே அவரிடத்தில் சென்று கேளுங்கள் என்று கேட்கும் தண்ணீருக்கும் அனைத்து அதிபதியாகிய அறிவிரைவாக தாய் வந்து அவர்களிடிமே இந்த பயங்கரமான இந்த நேரத்தில் என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமாயிருந்தால் சொல்லுங்கள் இப்பமே நான் மழையை கொண்டு தண்ணீரை கொண்டு இந்த பயங்கரமான நெருப்பை நான் அழைத்து விடுகின்றேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அப்பொழுது நபி இப்ராஹிம் அலி சுலாத் சொல்லாம் சொல்லிருந்தார்கள் உங்களுடைய தேவை எனக்கு ஒன்று வேண்டாம் உங்களுடைய தேவையோ உங்களுடைய வேண்டியதில்லை ஆனால் என்னை படைத்த நாயன் என்னுடைய அபுல் ஆலமின் அவர் இருக்கும்போது வேற யார் அவருடைய ஒரு உதவியோ உபகாரமோ எனக்கு வேண்டாம் என்று நபி இப்ராஹிம் அலி சுலாத் சொல்லாம் அது கேட்டதும் அடுத்து காத்துக்கு அதிபதியாகிய இஸ்ராபி அலி சொலாத்து அவர்கள் கேட்கிறார்கள் யா இப்ராஹிமே எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் நான் காற்றை கொண்டு இந்த பெரும் நெருப்புகளில் நான் அப்படியே இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுகின்றேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அதாவது இஸ்ராபின் அலி சொலாத்து அதற்கும் நதி இப்ராஹிம் அலி அவ்வாறே பதில் சொன்னார்கள் என்னை நாயன் எனக்கு இருக்கும் என்னுடைய இறைவனுடைய ஒருதுணை எனக்கு உறுதியோடு சொன்னார்களா இது கேட்டதும் உடனே நபி இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை அந்த நெருப்பில் இருபதுக்கு ஆயத்தமாக கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜிபை சொல்லாம தானே வந்து நாகிபுரம் அழகும் அவர்கள் இறைவனுடைய நேச நண்பர் இப்ராஹிம் ஹலீலுல்லா இறைவன் நண்பராக்கி கொண்டவர் நபிமாறுகளில் நதி இப்ராஹிம் அலி அவர்கள் அவ்வாவுடைய நண்பரே நேசரே என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா சொல்லுங்கள் என்னால் என்னால் வேண்டிய உதவி நான் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன் என்று ஜிபலி அலை சொல்லாத்துலாம் அவர்கள் சொன்னார்களான் அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலையாத் என்று சொன்னார்கள் அதாவது அவ்வாஹு செல்லத்தான ஆண்டவன் என்ன படைத்த உண்டான பாதுகாப்பான் அவன் என்னை நிறுத்தவிட்டு அவன் எனக்கு எந்த விதமான ஒரு ஐயம் இல்லை என்னுடைய மனதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று நபி இப்ராஹிம் அலிஸ்வலா துலா உறுதியாக சொன்னார்களா பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே நம்முடைய மனதில் என்னை பார்க்க நபி இப்ரா அவர்களுடைய உள்ளத்தில் அம்மாவுடைய இயசில் அம்மாவுடைய நம்பிக்கை அந்த ஈவானந்த உரிவி எவ்வாறு அவர்களுடைய உள்ளத்தில் பறிந்திருந்தது பறிந்திருந்தது என்பதைப் பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வழக்கத்தில் ஏதாவது காய் நடக்க வேண்டுமே நாம் யாராவது உதவி இல்லாம நாடுகின்றோம் யாராவது உதவி இல்லாம தேடுகின்றோம் ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹி மரேசரா அவங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது இறைவனுடைய நம்பிக்கை உறுதியான ஒரு எண்ணம் அது இப்ராஹிம் அலி சொல்லாத் வசதாம் அவர்களை நெருப்பிலை தூக்கி எரியக்கூடிய சொன்னார்கள் யா இப்ராஹிமே நீங்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களோ எந்த இறைவன் மீது நீங்கள் அங்கு வைத்திருக்கின்றீர்களோ அந்த இடைநேரத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள் அதுகொண்டு மருகணம் அதுபோன்றது தட்டப்பட்ட உடனே இப்ராஹிம் சொன்ன அந்த பயங்கரமா உடைய அந்த தெரு தூக்கி எறியப்பட்டார் இப்ராஹிம் நபி அவரு நபி இப்ராஹிம் அரிசி அவர்களுக்கு எவ்வாறு அது காட்சியளித்தோகையை பூங்காவை போன்று அழகான குண்டலத்திலே நாற்பது முழ அகலம் நாற்பது முழம் நீளம் அதற்கு மத்தியில் அதாவது பத்து முழ நீளம் பத்து முழ அகலம் அதற்கு மத்தியில் நாலு முழ நீளம் நாலு முழ அகலத்தில் ஒரு தகுத்தை தானே இறக்கி வைக்கப்பட்டது ஒரு அழகான சிம்மாசனத்தை அமைத்து அமைத்து கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல சொல்கூத்தினுடைய சொல்லக்கூடிய உறுப்புகளை கொண்டு வந்து அவர்களுக்கு உடுத்தாட்டினார்கள் நபி இப்ராகி நெருப்பிலே எரியப்பட்ட அவர்களை கெட்டி அந்த கயிர்கள் எல்லாம் அந்த நெருப்பிலே அப்படியே கரிந்து எரிந்து விட்டது ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் மரீசலா சிவசலாம் அவர்களுடைய திரேகத்தில் எந்த விதமாக உடைய ஒரு மாசு முதல் இல்லாதபடி அல்லாஹூ ஆகையினால் அவ்வாறு அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு என்ன காரணம் நபி இப்ராஹிம் அலேசலா சிவசலாம் அவங்களுடைய உள்ளத்திலே அவங்களுடைய மனதிலே இறைவனுடைய அசுயாவத நம்பிக்கையும் ஹீமாவுடைய உறுதியும் அவங்களுடைய உள்ளத்தில் கொடிகொண்டிருந்த ஒரு காரணத்தை கொண்டு நபி இப்ராஹிம் அலேசலா நெருப்பிலே பாதுகாக்கப்பட்டார்கள் அது அன்புள்ள பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே இப்படி இருக்கின்ற நெருப்பிலே வந்து விழக்கூடிய நேரமோ நுகருடைய நேரம் அந்த லெகுருடைய நேரத்தில் நபி இப்ராஹிம் நெருப்பிலே வந்து விழுந்ததும் அந்த பயங்கரமாவுடைய நெருப்பு அவர்களை சுகாதபடி அல்லாஹூக்காக ஆற்றல் சொலாங்க தாக்கி வைத்ததற்காக வேண்டி நபி இப்ராஹிமலை அல்லாவுக்காக வேண்டி தொழுதார்கள் நபி இப்ராஹிம் பல் நால் ரகாயத்து தொழுதாங்க தான் இன்றைக்கு நமக்கு லெகுருடைய தொழுகை பல் நாலு ரகாயக்காக நம்மளுக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது அந்த பயங்கர நெடுப்பை விட்டு தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி இவை உனக்கு நன்றி செய்தார்கள் என்று அது அந்த நம்ம ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் தூக்கி எரிந்த மருகணம் அவர்கள் மீது முன்னூத்தி கற்களை கொண்டு நபி இப்ராஹிம் அரை சொல்லா துசலாம் அவர்கள் மீது முன்னூத்தி அறுபது கற்கள் கூண்டு எரியப்பட்டது அப்படி எரியப்பட்ட அந்த கற்கள் எல்லாம் அது அப்படியே அந்த இருந்து கொண்டு அதாவது ஏழு விதமான தண்ணீர்களை கொண்டு அந்த கற்களில் நீர் துறந்து அந்த நெருப்பிலே விழுந்து அந்த நெருப்பை அமர்ந்து அமர்த்தி கொண்டிருக்கின்றது நபி இப்ராஹிம் அலி சொல்லா துசலாம் அந்த பயங்கரமான நெருப்பிலே வந்து விழுந்ததும் அல்லாஹால ஆண்டவன் அவர்களை அவ்வாறு சலாமத்தாக்கி வைத்தார் ஹஸ்புன் அல்லாஹா வக்கீல் என்று நடி இப்ராஹிம் அலிஸ்வலா இந்த துபா செய்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த நெருப்பு அந்த பயங்கரம்மாவுடைய நெருப்பு அவர்களை பாதுகாத்தது என்று அதாவது அதாவது சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது அதாவது அல்லாவுக்காக ஆண்டவன் எனக்கு வக்கீலாக இருக்கிறான் அவன் இருக்கும்போது எனக்கு வேற யாருடைய துணையின் தேவை இல்லை என்று சொன்ன நம்பி இப்ரோஹிம் சலா அதனால் அவர்கள் இருப்பிலே பாதுகாக்கப்பட்டார்கள் இப்படி பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது ஒரு நாள் அந்த நமக்கு அநியாயக்காரன் அவனுடைய அரண்மனையில் மே மாதிரி தான் என்று நபி எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரம் அதில் நந்தாவன சோலைக்குள்ளே இப்ராஹி நபி அந்த நமகூர் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் அந்த அக்கிரமக்காரன் உடனே எழுந்துரைத்து வந்து நபி இப்ரவாஹி மறை சொன்னுடைய உண்பதாக தான் வந்து சொல்லுகிறான் ஓ இப்ராகிமே இப்படி நீ நெருப்பினை தூக்கி எரியப்பட்டு எரியப்பட்டோம் அதனால் இந்த நெருப்பை விட்டு மீண்டும் எழுந்திரித்து உமாள் வெளியே வர முடியுமா என்று கேட்கின்றான் அப்படி கேட்ட நேரத்தில் நபி இப்ரவாஹி மறை சொனா என்னுடைய இறைவின் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய இறைவின் மீது விசுவாசம் கொண்டு நான் இதை நெருப்பை நான் வெளியாகுவேன் என்று சொன்னார்களா அதே நேரத்தில் கேட்கின்றான் இப்ராஹிமே உம்முடைய இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தார்களே அவர்கள் யார் என்று கேட்கின்றார் அதற்கு நம்பி இப்ராஹிம் சொல்லிருந்தார்கள் அவர்கள் இருவர்களும் வானவர்களாக இருக்கும் அதாவது ஒருவர் ஜிபையில் மற்றொரு இரண்டு பேரு நகரில் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நபி இப்ராஹிம் சொன்னார்களா நபி இப்ராஹிம் அவர்கள் விட்டுத்தானே வெளியாகி சொலாமத்தாகி அவர்கள் வெளியே வந்த உடனே அங்கே நம் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் சொல்லுகின்றான் ஓ இப்ராஹிமே அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நான் என்னுடைய ஒரு மார்க்கத்தை வைத்து நான் உங்களுடைய மார்க்கத்தில் சேரமாட்டேன் இறங்க மாட்டேன் என்று சொல்லி சென்று விட்டான் ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலிசலா துவசலாம் அவர்கள் இந்த நெருப்பில் இருந்து வீழ்ச்சி அடைந்ததும் இதை கண்ட அவர்களோடு பத்து பேர்கள் ஈமான் கொண்டு நபி இப்ராஹிம் அலிசலா துவசலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டார்களாம் அப்படி அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்தவர்களே நபி இப்ராஹிம் அரை சொலாத் வலாம் அவங்களுடைய மகள் சாராமும் அவர்களுக்கு ஏற்றுக் கொண்டார்கள் அப்பொழுது நபி இப்ராஹிம் அலி சொலாத் அவர்களுக்கு வயது பதினாறு என்று குறிப்பிடப்படுகின்றது அப்படி பதினாறு வயது நபி இப்ராஹிம் அவர்கள் இவ்வாறு தனக்கு ஈமான் கொண்ட கவும்புகளை அழைத்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த நாட்டை விட்டுத்தானே அவர்கள் பயணம் பெற்று அவர்கள் எங்கே வருந்தார்களே அதாவது ஈராக் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வருகிறார்கள் முதன் முதலாக அல்லாஹுக்காக வேண்டிய விஜயத்தில் சென்றவர்கள் நபி புராகி மறைத்தார் அப்படி வர வேண்டிய வழியில அதாவது சாராவுமா தன்னுடைய சிறீரகப் பிரான் மகள் அந்த சாரா அவர்களை தான் நபி இப்ராஹிம் நரிசுவாத் மசோதாம் கல்யாணம் முடித்துக் கொண்டார்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள் மனமுடித்துக் கொண்ட சாரா உம்மாவும் நபி இப்ரோஹிம் நரிசுவாத் மசோதாம் அந்த நாட்டை விட்டு பயணப்பட்டு ஈராஸ் நாட்டிற்கு வந்து அங்கு சிறகு காலங்கள் தங்கி இருந்துவிட்டு அதை விட்டுத்தான் அவர்கள் புறப்பட்டு வர வேண்டிய வெளியில எங்கே வந்து சேர்ந்திருந்தார்களே ஆனால் அதாவது நாட்டுக்கு வந்து தருகிறார்கள் அந்த மிசன் நாட்டிற்கு வந்து சேரும் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக தங்கி இருக்கும் அங்க உள்ள ஒருவன் இந்த சாரா அம்மாவுடைய அழகையும் மொழிமையும் தெளிவையும் தான் அவன் அந்த நாட்டின் ஆளக்கூடிய அரசான் இவ்வாறு ஒரு கூட்டம் வந்து தங்கி இருக்கின்றது அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தேன் அந்த பெண்மணியினுடைய பேரழகை போன்று நம்முடைய ஊர்ல இதுவரை நான் யாரையும் பார்க்கவில்லை அவ்வாறு அழகில் இருக்கின்ற ஒரு பெண்ணு இதை அழைத்து அரசியல் கேட்டிருந்தார்கள் இது யார் என்று அப்பொழுது நபி இப்ராஹிம் அலி சொன்னார்கள் இது கூட பிறந்த சகோதரி என்று என்னுடைய உடன் பிறந்தாள் அந்த அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இந்த சொன்ன அனுப்பிக்கும்பத்து வந்துவிடும் என்று நினைத்து நபி இப்ராஹிம் அலிசுல்லா சிவசலாம் உடனே சாரா உம்மாவை நம்ம நல்ல முறையின் அழகாகத்தானே ஜோதித்து அதுபோன்ற அந்த அரச நேரத்துக்கு போகும்படியாக அனுப்பி வைக்கின்றார்கள் அப்படி அனுப்பி அந்த சாரா உம்மாவை கொண்டு அந்த நாட்டுடைய அரச நேரத்திற்கு கொண்டு ஒளிபடுத்தியதும் அந்த அரசனாக கூடியவன் சாரா உமாவை பார்த்ததும் அவங்களுடைய பேரழகையும் மொழிகளையும் தலைமையில்தான் கண்ட அந்த அரசன் சாரா உம்மாவுடைய अवलगड काय चिरके அழகையும் தெருவையும் கண்டு அவன் அருகே நெருங்கி சொல்லுகின்ற நீட்டிய உடனே அவ்வாறு கால ஆண்டவனுடைய ஒரு வல்லமையை கொண்டு அவனுடைய நீட்டிய கரம் அப்படியே வழங்காதபடி நின்று விட்டார் அவருடைய கை வழங்கவில்லை உடனே அவன் மனதிலே பயந்து விட்டார் அந்த பயன்றி கை மீண்டும் வழங்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று மந்திராடி கேட்கின்றான் ஆகவே இறக்கமுடைய அதாவது மனதிலே ரொம்ப அதாவது இழகிய உள்ளம் பிழைத்த சாராவும் மீண்டும் இடத்திலே துவா செய்து அவனுடைய கடன் வழங்கும்படி துவா செய்திவிட்டதுக்காக வேண்டி மீண்டும் கையை நீட்டினான் அவன் கை மீண்டும் வழங்காதாகிவிட்டது இப்படி மூன்று முறை அவனுடைய கை வழங்காமல் ஆகியதும் கைதியாக சொல்லுகின்ற அம்மா இனிமேல் நான் எந்த தகவல் செய்ய மாட்டேன் நிச்சயமாக உன்னுடைய ஆண்டவன் மீது ஆணையாக நான் உங்களை விட்டு விடுகின்றேன் என்னுடைய வேண்டுகின்ற வேண்டினார்கள் அதுபோன்ற அந்த அரசனுடைய கை நிவர்த்தி ஆகியது நிவர்த்தியான உடனே ஓடோடி வந்து சொல்லுகிறான் அம்மா நான் உங்களை நான் இனி எது செய்ய மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நான் இவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்திருக்கு சாரா மேடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான் இவர்கள் உங்களுக்கு நீங்கள் அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு அதாவது அன்பளிப்பாக தந்துள்ளேன் நான் செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக என்று அவர்கள் இருபது கண்ட நபி இப்ராஹிம் அலி சுனாத் மனதிலே சந்தோஷமாகி ஆதி பெரியவனே மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி வந்ததை கண்டதும் அவங்க மனதிலே அவங்களுடைய மனதிலே களங்கம் சாராவமாக அரசனுடைய இடத்துக்கு நாம் அனுப்பி வைத்தோமே என்று அவங்களுடைய மனதிலே களங்கம் இருந்தது அந்த களங்கத்தை அகற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹான ஆண்டவன் அவர்களுக்கு இடையில் இருந்த அந்த துறையை தான் அல்லாஹ் நீக்கி வைத்தார் அதாவது சாரா உம்மாவுக்கும் நபி இப்ராஹிம் அலி சுலாத் எந்த தவறுக்கும் ஆளாகவில்லை என்ற உண்மையை அல்லாஹு தால நபி இப்ராஹிம் அலி சுலாத் சொல்லாம் அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார் நபி இப்ராஹிம் மனதிலே தூங்கிக் கொண்டார்கள் மனதிலே மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டார்கள் அதே நேரத்தில் அந்த சாரா உம்மா ஹாஜராவை கொண்டு வந்து நபி இப்ராஹி சொல்லுகின்றார்கள் சாரா உம்மாவுடைய சொல்படி அவர்களையும் நபி இப்ரோஹிம் மனம் ஒழித்துக் கொண்டார்கள் ஆகவே இப்படி மனம் முடிக்கப்பட்ட இரண்டு பேர்களும் மற்ற அவருடைய கோமுகருமாக அந்த நாட்டை விட்டு ரொம்ப சிறப்பான ஒரு நாடு அதாவது ஷாம் என்று சொல்லக்கூடிய நாடு இன்றைக்கு அரபு நாட்டிலே ரொம்ப ஒரு தலை நாடு ஷாம் நாடு சாம் நாடு ரொம்ப செழிப்புள்ள நாடு நீர்வளம் நிலவளம் மாவளம் மனுவளம் என்று சொல்லக்கூடிய பல வளங்கள் பிறந்திய நாடு அது மட்டுமல்ல நபிமார்கள் பிறந்த புண்ணிய பூமி சொர்க்கத்தின் முத்தவழி அப்பேர் கொடுத்த ஒரு சிறப்பு தேங்கிய நாடு அந்த ஷாம் நாடு சாம்நாட்டு இருக்கும் சாம்நாட்டிலே வந்து நபி இப்ராஹிம் அறி சுகாத் அவர்களும் சாரா உம்மாவும் வந்து சாம் நாட்டிலே வாழ் வர காலம் வல்ல பெரிய விருந்தாளி இல்லாம சாப்பிடுறதே கிடையாது அதாவது எப்படியாக விருந்தாளியை பார்த்துதான் அவரு சாப்பிடு வர அப்படி இருக்க நபி இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்து வசலாம் இடத்துக்கு பதினஞ்சு நாளாக எந்த விருந்தாளியும் வரல பதினஞ்சு நாளாக நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் சாப்பிடவும் இல்லை பதினஞ்சு நாட்களாக அவ்வாவுடைய விருந்தாளி இல்லாம நபி இப்ராஹிம் அலைவாவுடைய இரண்டு மனசுகளும் மனிதனுடைய வடிவிலே வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அலை இடத்திற்கு வந்ததும் அவர்களை கண்ட நபி இப்ராஹிம் ரொம்ப வந்தவர்களைத்தான் அங்கோடு வரலேற்று இருக்கை செய்து